watching videos without subscribe is injurious to youtubers but roo uire kullu subscribe now ma திருமேகம் போலே மெதுக்கிறேடும் காலங்கள் உடலோடும் நினைவுகள் வழிமாறும் பயல்கள் தொடர்கிறது இதுதான் வாழ்க்கையா ஒரு துமைதான் தேவையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க